அனைவருக்கும் அலாமும் வரமத்து வரகாத்தூ இங்கே எனது பழைய மேடை புதிதாக வந்திருக்கின்றேன் மிகவும் அன்போடு என்னை அழைத்தமைக்காக எங்கள் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றிகளை